வணக்கம் பிள்ளைங்களா இன்றைய பதிவில் கந்தசஷ்டி கவசத்தோட மகிமை என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னிங்கன்னா கந்தசஷ்டி கவசம்னா முருகனுக்கு உகந்தது அப்படின்றது தான் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது நமக்கு எந்த வகையில் பலன் கொடுக்கும் என்ன மாதிரியெல்லாம் பலன் கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் உங்களுடைய சந்ததியருக்கும் உபயோகமாக இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு பெண் மாசமாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அவள் அந்த சந்த கந்தசஷ்டி கவச புஸ்தகத்தை பூஜை ரூமில் உட்காந்து விளக்கு பொருத்தி காலையில் ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் சொன்னான்னா கண்டிப்பாக மிகப்பெரிய நற்பலன் அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கே கிடைக்கும் ஒன்று சப்போஸ் என்னால் அது கொஞ்சம் லாங்காக இருக்கும் பெரிய பாட்டு தான் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஏன்னா பூஜை ரூமில் யாரும் ஃபேனு ஏசியெல்லாம் போட்டு உட்காந்துருக்கறதில்ல அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வயத்தியப்புலகாரங்களாக உட்காந்துருக்காங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதை ஒரு ரேடியோலையோ வேறு ஏதாவது ஒரு பெண்ணி எப்படியோ போட்டு கேட்டீங்க அப்படின்னா அது அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கும் அது என்ன அப்படின்னா எந்த துஷ்டசக்தியும் குழந்தைய நெருங்காது முதல் விஷயம் இந்த மாதமாக பிள்ளைங்க அங்கே போச்சு இங்கே போச்சு பயந்துச்சு அந்த குறையெல்லாம் வரவே வராது அடுத்து இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம் அந்த குழந்த சுக அதே மாதிரி அந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் தொட்டிலில் போட்டு இந்த பாட்டை சொன்னாலே அந்த குழந்தை தூங்கிடும் எவ்வளோ சேட்டை பண்ணுற குழந்தையாக இருந்தாலும் சரி எவ்வளவு தொட்டியில் போட்டால் படுக்க ஆடு ஓடி குதிச்சாலும் சேர்த்தான் நீங்கள் இந்த சஷ்டி கவசத்தை சொல்லி பாருங்க அந்த குழந்தைங்க அழகாக தூங்கிடும் இது வந்து அந்த சஷ்டி கவசத்தோடய மகிமான் அந்த குழந்தைங்களோட ஆள் மனசில் இந்த பாடல் மண்ணில் பதிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அது நல்ல குழந்தையாக வளரும் ஒரு ஜென்ரேஷனையே நீங்கள் நல்லபடியாக உருவாக்க முடியும் தாயும் சேயும் நலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இந்த சஷ்டி கவசத்தில் இருக்குது சொல்லி பாருங்கள் கேட்டு பாருங்கள் வீட்டில் காலையில் சாதாரணமாகவே வீட்டில் காலையில் ஒரு தடவோ ஈவினிங் ஒரு தடவை சஷ்டி கவசம் போட்டு விட்டிங்கனாலே அதோடய மகிமை இது மாதம் மறக்கிறவங்களுக்கு தான் குழந்தை பார்க்குறவங்களுக்கு தானே கிடையாது எல்லாருக்கும் நல்லா பிள்ளைங்க படிக்கும் அந்த வீட்டில் இருக்க பிள்ளைங்க செல்வம் செல்வாக்கியம் குடும்பத்தில் துஷ்டசக்தின்னு ஒன்று நெருங்கலைனாலே போராட்டம் இல்லைனாலே அங்கே வந்து சகல சௌபாகியங்களும் இருக்கும் அந்த சகல சௌபாகியங்களும் இருக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த கதை சஷ்டி கவசம் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க சாமி கும்புறீங்கெல்லாம் ரெண்டாவது இதை நீங்கள் கேட்டு பாருங்கள் வீட்டில் பாட விட்டு பாருங்கள் இன்னும் நீங்கள் ஒன்றும் வேலையே செய்ய வேண்டாம் நீங்கள் வட சோறாய் குழம்பு வச்சுக்கிட்டு அது வடக்கு ஒரு பக்கம் பாடிக்கிட்டுக்கட்டும் அந்த வைப்ரேஷன் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம ஃபேமிலியவே நல்லபடியாக வள வைக்கும் செஞ்சு பாருங்கள் அதோடய மிகமாக உங்களுக்கு புரியும் வணக்கம் திருமணா